க்கம் பிள்ளைங்களா நான் உங்கள் சாமி அம்மா பேசுகிறேன் என்கிட்ட சமீபத்தில் சாய்பாக்கம் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க அந்தமாக கிட்டத்தட்ட வயசு இருப்பாங்க அவங்க பையனுக்கு குழந்த பிறந்திருக்கு பையன் மருமக குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்போது அந்த பொண்ணு மருமக மாதம் அறந்தப்போ ஒரு எட்டு மாதம் அந்த சமயம் அவங்க ஹஸ்பண்டு இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு வந்து சொன்னாங்க சொன்னப்போ இந்த பையன் பிறந்த நேரம் தான் எல்லாரும் சொல்கிறாங்கம்மா செய்கிறாங்கம்மா இப்போ எப்படி இருக்குது வேற யாருக்கு அந்த மாதிரி கண்டா இருக்கா செய்தா அப்படி இப்படின்னு கேட்டாங்க உண்மையை சொன்னால் மனசு வருத்தமாக இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்கிறதே தெய்வத்துக்கு சமம் சொல்லுவோம் அதுவும் ஒரு மனிதனோட தலையெழுத்து விதிக்கப்பட்டது இவ்வளோதான் அவை ஆயுசோடு இருக்கணும்னு இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அவன் போகிறவன் செய்வான் ஸோ உண்மையிலேயே சில குழந்தைங்கள் வரி சில ஜனிக்கையிலே கர்மாபணனுங்கிற விதியும் இருக்குது அதை நான் இல்லைன்னுலாம் சொல்லலை பட் ஆனால் இந்த சொல்லை கேட்டு கேட்டு வளர்கிறப்ப அந்த குழந்தைக்கு குடும்பத்து மேலே எப்படி பாசம் இருக்கும் பட்டுதல் இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே அந்த பெத்த தாய் மனசு எவ்வளவு நோகம் உண்மை என்னென்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எந்த விதி எப்படி இருந்தாலும் இறந்த மனுஷன் தெய்வம் ஆகிட்டார் அதுக்காக போயிட்டு ஒரு குழந்தைய வந்து சுட்டி காட்டி அதை சங்கடப்படுத்துறது வந்து இது என்னன்னா இந்த வீட்டில் உள்ளவங்க பேச ஆரம்பிச்சிட்டாலே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சுருவாங்க அது வளர்கிற ஒரு குழந்த அப்போ அது மனசில் ஒரு தன்னை பற்றின நெகட்டிவான விஷயங்கள் பதிஞ்சிடக்கூடும் ஏன்னா அவங்க கேட்ட கேள்வி எப்படி இன்னும் யார் யாருக்கு மரணம் வரும் அப்படிங்கிற மாதிரி அப்போ அவங்களுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்களை சொன்னேன் என்ன அப்படின்னா அவருக்கு ஆயிசு அது முடிஞ்சிடுச்சு அதுக்கும் இந்த குழந்தைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இது வந்து இனிமேல் நீங்கள் இப்படி வாயில் வச்சு பேசாதீங்க இதோட விளைவு என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழந்த மனசு வளர வளர வளர தன்னை பற்றின ஒரு தாழ்வு மனப்பான்மையும் தான் ஒரு கெட்டவன் ஏதோ அசுரம் அப்படிங்கிற மாதிரி தான் அழிச்சுக்கிட்டோம் எல்லாரின்ற மாதிரி எண்ணமும் வளர்ந்துடும் அதுவே அவனை மேலும் மேலும் தப்பு செய்கிறதுக்காக தூண்டும் அப்படின் சொல்லிவிட்டு நான் அந்த மாட்டை புரிகிற மாதிரி சொன்னேன் தயவுசெய்து இனிமேல் இப்படி பேசாதீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க பையனையும் மருமகளையும் தனி அனுப்பிவிட்டு வெளியில் அந்த அம்மாவை தனியாக கூப்பிட்டு சொன்னோம் நீங்களும் ஒரு தாய் அந்த பொண்ணு மனசு எவ்வளோ வேதனைப்படும் இனிமேல் இந்த மாதிரிலாம் வயல வச்சு பேசாதீங்க தயவு செய்து அப்படின்னு தனியாக அந்த அம்மாட்ட சில விஷயங்களை சொன்னேன் சொல்லிவிட்டு அந்த பையனை கூட்டிட்டு போக சொல்லிவிட்டு அப்போ அந்த பையன் டையும் சொல்லிவிட்டு அப்போ அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லைப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை ராஜா மாதிரி உன் பிள்ளை சிங்கம் மாதிரி ஆளுவான் நான் கவலைப்படாத நல்லா இருப்போம் அவன் வந்த நேரம் உனக்கு நல்லா இருக்கப்பான் பாசிட்டிவாக விஷயங்களையும் சொல்லி அனுப்பிவிட்டோம் ஸோ ஆனால் இந்த அம்மா அதை நான் கேட்கல போக இருக்குது ஊருக்கு போகலாம் திரும்ப அதே மாதிரியே பேசியிருந்துருக்கு ஏன்னா எல்லாேருக்குமே நாம் சொல்கிறது மண்டையில் ஏறுமாங்கிறது தெரியாது அந்த மாதிரி அந்த அம்மா பேச பேச என்ன ஆயிடுச்சு ஒரு காலக்கட்டத்துக்கு மேலே இந்த பையன் ஒய்ஃபை கூப்பிட்டுக்கிட்டு தனியாக போயிட்டோம் அம்மா நம்ம பிள்ளை இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அது எல்லாருக்குள்ள மனசு கஷ்டம் இது யாருக்கு நஷ்டம் இந்த சின்ன குழந்தைய சொன்னதோட விளைவு அந்தம்மா அவ்வளோ பெரிய பிள்ளைய பிரிஞ்சு வாழுது இனி அதை சரி பண்ண முடியுமாங்கிறது தெரியாது எதுக்காக சொல்ல வர்றேன்னா பிறப்பும் இறப்பும் இயற்கை இறைவனுடைய படைப்பு இவன் பூமிக்கு வரணும் அவன் பூமியை விட்டு போகணுங்கிறது அவன் முடிவு பண்ணி தான் ஆண்டவன் அங்கேருந்து ஸ்கிரிப்டை எழுதி வச்சுட்டு தான் அந்த நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கான் ஸோ இதை புரியாமல் மக்கள் பாமரத்தனமாக நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணுறாங்க இந்த குழந்த பிறந்த நேரம்தான் சொத்து வாங்கினேன் இந்த குழந்த பிறந்த நேரம்தான் அந்த சொத்து போச்சு எதுவும் யாராலையும் கிடையாது இறைவன் ஒருவனால் மட்டும்தான் அதனால் தேவையில்லாமல் ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணி இருக்கிற குடும்பத்தில் இருக்க சந்தோஷத்தையும் நிம்மதியும் அழிக்காதீங்க இழந்துடாதீங்க இன்றைக்கி அந்த பையன் அந்த தாயை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் இப்போ அந்த அம்மா அப்போ அந்த தனியாக அதாவது ஓம் பிள்ளைக்கு ஒன்றுங்க உடம்புள்ள ஒன்றும் விட்டு போகணும்னு நீ ஃபீல் பண்ணுறியா அப்போ அவன் பிள்ளையே சொல்கிறப்போ அவனுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும் இது புரியாதது தான் மக்களோட பிரச்சனைகள் தயவுசெய்து சொல்கிறேன் எல்லா குழந்தையும் நல்ல குழந்த தான் அந்த பூமியில் அது வளர்க்குற நாம வளர்க்குற விதத்துலையும் அது வளர்கிற விதத்துலையும் தான் நல்லவனாகவும் கெட்டனாகவும் அது மாறுது மற்றபடி இல்லையா இப்படி நினச்சிக்கங்க ஆண்டவனோட படைப்பு அவற்று தான் ரெண்டையும் விட்டுட்டு அந்த குழந்தைய வந்து ஒரு குற்றவாளி மாதிரி நிப்பாட்டி பார்க்குறப்ப இது எல்லாருக்குமே கஷ்டம் அந்த குழந்தைக்கி கஷ்டம் நாம சொல்கிறப்ப நாமளே வீட்டில் இருக்கவங்க சொல்கிறப்போ அக்கம்பக்கத்தில் அது அசால்ட்டாக சொல்லுவாங்க ஏன்னா இந்த உலகம் அப்படி அதனால் தயவுசெய்து குழந்தைகளை என்றைக்குமே தவறாக பேசாதீங்க சொல்லாதீங்க அதுங்க வந்து தெய்வ தரம் எந்த ஆசாபாசமும் இல்லாமல் அது குழந்தையாக வரைக்கும் அது ஒரு தெய்வத்துக்கு சமந்தான் அது வளர வளர வளர தன்னோடய தேவைகளுக்காக ஒன்று ஒன்றே கேட்குறப்ப தான் அது மனிதரூபம் எடுக்குது அது வரைக்கும் அது மனித ரூபம் இல்லை தெய்வ ரூபம் அப்போ அந்த தெய்வத்தை குறை சொல்கிறதுக்கு சமந்தான் அந்த குழந்தைகளை சொல்கிறது தனக்கு என்ன வேணும்னு ஒரு குழந்தை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்குதோ அன்றைக்கி தான் அது மனித உருவம் எடுக்குது அதனால குழந்தைங்கள எப்போவுமே ஒரு குற்றவாளியாக நிப்பாட்டாதீங்க சரிங்களா பிள்ளைங்களா வணக்கம் பிள்ளைங்களா